ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் வியர்வர்னா ஃப்ரம் சிறுமுகை கோயமட்டூர் டிஸ்ட்ரிக் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எல்லோரும் எதிர்பார்த்து கேட்டிட்டே இருக்கக்கூடிய 4,500 தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸுடைய சாரீஸ் கலெக்ஷன்ஸ் தாங்க வாங்க ஒவ்வொரு சாரீஸாக நம்ம பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்கள் சாரீஸ் உடைய கலெக்ஷன்ஸ் வரும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் இப்போ அதை பார்த்து உங்களால் எங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் அதை யூஸ் பண்ணி கூட நீங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாங்க எப்போ உங்களுக்கு பிடிச்ச சாரிஸ் வருதோ அப்போ நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க நம்ம ஃபஸ்ட்டு சாரீ பார்க்குறோம் பார்டர்லெஸ் சேரியாக இருக்குது இதில் வரக்கூடிய புட்டாக ஃபுல்லாகவுமே கோல்டன் சரிங்க பாடி டபுள் ஷேக் கலருங்க பிங்க் அண்ட் ஆரஞ்சு ஷேடில் இருக்கும் பல்லு அண்ட் ப்ளவுஸ் நேவி ப்ளூங்க இதில் டசில்ஸ் போடலைங்க நீங்கள் வேணும் அப்படின்னா இப்போ கேட்கலாம் நாம் இப்போ போட்டு தரோங்க இதுக்கு முன்னாடி கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்தது அதாவது மேன் பவர் இல்லை அதனால் நம்ம டசில்ஸ் போட முடியாதுன்னு சொல்லியிருந்தோம் ஸோ இப்போ நீங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள் நாங்கள் வந்து நான் டசில்ஸ் போட்டு தரோங்க செகண்ட் சரி நம்ம பார்க்குறோம் இது வந்து கிரீன் அண்ட் காப்பர் சல்ஃபேட் ப்ளூவில் இருக்குதுங்க இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரே பேட்டர்னில் இருக்கிறது பார்க்குறோம் இந்த வீடியோலேயே வந்து நம்ம த்ரீ டிஃப்ரெண்ட்ஸ் பேட்டர்ன்ஸ்லேயும் டிஃப்ரெண்ட் கலர்ஸ்லேயும் மோர் தென் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் இப்போ இது வந்து கிரீன் அண்ட் காப்பர் சல்ஃபேட் ப்ளூங்க இது வந்து லைட் கிரீன் பிஸ்தா கிரீன் கூட சொல்லலாம் இதை இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது இதுவும் கிரீன் தாங்க இதுக்கு முன்னாடி பார்த்தது பிஸ்தா கிரீன் அப்படின்னா இது வந்து கிரீன் க்ரீன் ரேடியன் க்ரீனில் இருக்கும் பல்லுவன் பிளவுஸ் வைலட் கலருங்க இதில் வரக்கூடிய புட்டாஸ் அண்ட் முந்தானையில் வரக்கூடிய அந்த செல்ஃப் டிசைன் எல்லாமே கோல்டு டெஸ்ட் சரியில் தாங்க மேக் பண்ணியிருக்கோம் இந்த சாரீ சரிய லென்த் சிக்ஸ் பாயிண்ட் டூ மீட்டர்ஸ் ப்ளவுஸ் வந்து 70 சென்டிமீட்டர்ஸ் இருக்குங்க வித் ஆஃப் த சாரி 45.5 ஃபைவ் பாயிண்ட் இருக்குங்க இந்த சாரீஸுடைய ப்ரைஸ் அகெய்ன் நான் சொல்லிடுறேங்க அது 4500 ONLY ஃபைவ் ஹண்ட்ரட் ஒன்லி நாலாயிரத்தி ஐநூறு இது எல்லாமே ஒன்றரை வார்ப்பு சாரீங்க ஸாரீ வந்து திக்னஸ் வந்து தின்னாதாங்க இருக்கும் பியூர் சில்க் சாரீஸ்ங்க சில்க் மார்க் சர்டிபிகேஷனோட தான் உங்களுக்கு வரும் இப்போ நம்ம பார்க்கறது மஸ்ட் எல்லோ வித் லாவெண்டர் பல்லு அண்ட் பிளவுஸ் நம்ம Resellers, ஹோல்சேலர்ஸ்குமே சப்போர்ட் support இருக்கோங்க Resellers, ஹோல்சேலர்ஸ் contact பண்ண வேண்டிய நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோங்க நீங்கள் அத பார்த்து அந்த நம்பருக்கு contact பண்ணுங்க அண்ட் கஸ்டமர் எந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணோம் அப்படிங்கிற நம்பரையும் நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் ஸோ அதை நீங்கள் பார்த்து நீங்கள் கான்டெக்ட் பண்ணிக்கலாம் சப்போஸ் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் ஃபஸ்ட் எங்கள் சேனலில் பார்க்குறீங்க எங்களை காண்டாக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க உங்களுக்கு வந்து என்கொயரி பண்ணணும் சாரி பற்றி என்கொயரி பண்ணணும் எங்களை பற்றி என்கொயரி பண்ணணும் இல்லை நீங்கள் வந்து ஆல்ரெடி ஆர்டர் பண்ணிட்டீங்க ட்ராக்கிங் பற்றி நீங்கள் விசாரிக்கணும் அப்படின்னா நாங்கள் வர்ணா சப்போர்ட் அப்படிங்கிற நம்பர் கொடுத்துருக்கோங்க அந்த வர்ணா சப்போர்ட்டுக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா எல்லா டீட்டெயில்ஸும் கிடைக்குங்க நான் இந்த சாரியுடைய கலர் இப்போ சொல்லிடுறேங்க இது வந்து பிங்க்கு இது டபுள் ஷேடு தான் பிளவுஸ் அண்ட் பல்லு காப்பர் சல்ஃபைட் ப்ளூ இது அனத டிசைன்ல இருக்கக்கூடிய சாரீங்க ஸோ இந்த டிசைன்ல இப்போ இது ஒரு சாரி மட்டுந்தாங்க அவைலபிளாக இருக்கு YELLOW AND காஃபி BROWN இதில் வந்து த்ரெட் ஒர்க்கும் இருக்கு சரி ஒர்க்கும் இருக்குங்க ஸரி வந்து கோல்டன் அண்ட் த்ரெட் ஒர்க்கும் இருக்குங்க borderless ஸாரீ தாங்க இது இது எல்லாமே ப்யூர் சில்குங்க லைட் வெயிட் சேரீ சாஃப்டாக தாங்க இருக்கும் soft அப்படின்னா ரொம்ப வளவளப்பாலாம் இருக்காதுங்க pure silk and தின்னாக தாங்க இருக்கும் இந்த சாரீ இப்போ next பார்க்குறோங்க இது வந்து grey அண்ட் ஆல்ரெடி நம்ம எல்லா வீடியோலேயும் சொல்கிறது தான் க்ரே கலர் நம்ம அச்சீவ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து ஒயிட் மேலே பிளாக் வியூ பண்ணும்போது மட்டும்தான் நமக்கு வந்து க்ரே கலர் வந்து கிடைக்குங்க அப்படி ஒயிட் மேலே பிளாக் வியூ பண்ணும்போது கண்டிப்பாக அந்த பிளாக் த்ரெட்ஸு வந்து கண்டிப்பாக தெரியுங்க சேரியில் ஸோ அந்த பிளாக் த்ரெட் அந்த சேரீயில் தெரிகிறது வந்து டேமேஜ் கிடையாதுங்க அது எந்த சேரீ நம்ம வந்து இந்த காம்பினேஷனில் பண்ணாலுமே அதில் பிளாக் த்ரெட் தெரியுங்க ஸோ இது வந்து கிரே அண்ட் ராணிப்பிங்க் காம்பினேஷனில் இருக்குதுங்க நான் திரும்பவும் இந்த சாரீயை நான் பின்னாடி காமிச்சிட்றேங்க இதில் இந்த சாரியில் எப்படி இருக்குங்கிறத ஸோ இந்த மாதிரி தாங்க கண்டிப்பாக இருக்கும் ஸோ இங்கே இங்கே பாருங்கள் இது வந்து ஒயிட் மேலே பிளாக் த்ரெட் வியூ பண்ணியிருக்கிறதுனால ஸோ இந்த மாதிரி சம் ப்ளேஸஸில் கண்டிப்பாக இருக்குங்க ஓகே அப்படிங்கிறவங்க இந்த சேரீ நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க ஏன்னா நமக்கு வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வந்து நிறைய கஸ்டமர்ஸ் கேட்குறதுனால நம்ம நிறையா டிஃப்ரெண்ட் கலர்ஸ் நம்ம வந்து ட்ரை பண்ணுறோம் அப்படி பண்ணும்போது இந்த மாதிரியெல்லாம் வருங்க இப்போ நெக்ஸ்ட் பேட்டர்ன நம்ம பார்க்கறது பெய்ஜண்ட் இது வந்து பிரிக் கலருங்க brick கலர் அப்படின்னு சொல்கிறத விட இது வந்து கொஞ்சம் லைட் ப்ரௌன் அந்த மாதிரி இருக்கும் ஸோ இனி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ்லாம் வந்து எக்ஸாக்ட் கலர் சொல்கிறதுக்கு நாங்கள் ட்ரை பண்ணுறோங்க இதில் வந்து த்ரெட் ஒர்க் அண்ட் ஜரி ஒர்க் ரெண்டுமே இருக்குதுங்க ப்ளவுஸ் இது எங்ககிட்ட வந்து பார்த்துட்டிங்கன்னா கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிளாக இருக்குதுங்க அண்ட் ப்ரீ பேமெண்ட்டும் இருக்குதுங்க பேமெண்ட் மோட் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ப்ரீ பேமெண்ட் அண்ட் கேஷ் ஆன் டெலிவரி ப்ரீ பேமெண்ட் அப்படிங்கிறது அக்கௌண்ட் பே ஃபோன்பே கூகுள் பேடிஎம்மில் நீங்கள் எதில் வேணாலும் நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம் இதே கேஷ் ஆன் டெலிவரி போனீங்க அப்படினா, எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வருங்க அந்த எக்ஸ்ட்ரா சார்ஜஸ்ஸை நீங்கள் முன்னாடியே நீங்கள் பே பண்ணீங்கன்னா மட்டும்தான் கேஷ் ஆன் டெலிவரி புக் பண்ண முடியும் நீங்கள் சாரி பார்சல் வாங்கும்போது நீங்கள் சாரியோடைய அமௌண்ட்டு மட்டுமே பே பண்ணால் போதுங்க ஸோ இப்போ சேம் டிசைன் சேம் கலரில் தான் பார்த்தோம் பட் ஆனால் இது வந்து த்ரெட்டில் வருங்க ஃபுல்லாக முன்னாடி வந்து ஜரியில் வந்தது இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் த்ரெட்டு தென் இனிமே இந்த வீக்லேருந்து எங்கள்கிட்ட வந்து இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங்கும் அவைலபிளாக இருக்குதுங்க ஆல் ஓவர் இந்தியா கொடுத்துட்ருந்தோம் இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி கொடுத்துட்ருந்தோம் டியூ டு த கொரோனா இஷ்யூசஸ் அண்ட் லாக்டவுனால் இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங் வந்து ஸ்டாப் பண்ணியிருந்தோம் ஸோ இந்த வீக்லேருந்து இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங்கும் ஸ்டார்ட் ஆகுதுங்க இப்போ பார்க்குறது டபுள் ஷேட் ராணி பிங்க் அண்டு பாட்டில் க்ரீன் காம்பினேஷனுங்க பல் வந்து பாட்டல் கிரீன் பாடி பார்த்துட்டீங்கன்னா ராணி பிங்க்கு கொஞ்சம் டபுள் ஷேட்ல இருக்கோங்க இது வந்து ஃபுல்லா ராணி பிங்காக இருக்கும் இதுக்கு முன்னாடி வந்து டபுள் ஷேட்ல இருக்கும் இது வந்து ராணி பிங்க்ல இருக்கும் வித் ராயல் ப்ளூ பல்லு இதுவும் வந்து டபுள் ஷேடு தாங்க அதாவது வைலட் அண்ட் ப்ளூ காம்பினேஷன்ல இருக்கக்கூடிய இது பாடியில் வரக்கூடிய பல்லு ஜரி அண்ட் த்ரெட் ஒர்க்ல பண்ணியிருக்கோங்க பிளவு நம்ம பார்க்கறோம் வந்து இந்த வீக்ல இருந்து நம்ம கிட்டே இருக்குங்க ஆர்டர் பிளேஸ் இருக்குங்க இன்டர்நேஷனல் ஷிப்பிங்க அது எவ்வளவு அப்படிங்கறது நீங்க WhatsAppல கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க இப்ப பாக்கிறது ரெட் அண்ட் கிரீன் காம்பினேஷன் பாடி ரெட் கலருங்க த்ரெட் ஒர்க் தான் இருக்கோம் பிளவுஸ் அண்ட் பல்லு லைட் கிரீன் பிஸ்தா கிரீன் தான் லைட் கலரா இருக்குங்க சேம் பேட்டர் சரிங்க இது brick இருக்கும் நீங்க வீடியோ அண்ட் போட்டோ ரெண்டையுமே பார்த்துக்கோங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா தான் உங்களுக்குமே ஒரு பெஸ்ட் ஐடியா கிடைக்கும் அது என்ன கலர் அப்படிங்கிறது மேக்சிமம் நம்ம சாரீஸ் கலர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுறது இல்லைங்க நீங்கள் என்ன பார்க்குறீங்களோ அது உங்களுக்கு வரும் இருந்தாலும் ரெண்டையுமே பார்த்துட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சமுமே பெட்டராக இருக்குங்க சேம் பேட்டர்னில் நம்ம பார்க்குற நெக்ஸ்ட் சாரி பீச் அண்ட் க்ரீன் காம்பினேஷன் பல்லு அண்ட் ப்ளவுஸ் க்ரீன் கலரில் இருக்குங்க பாடி பீச் கலர் இதில் கோல்டு ஜெரி ஒர்க் அண்டு த்ரெட் ஜெரி ஒர்க் த்ரெட்டு ஒர்க்கும் வந்துருக்குங்க புட்டாஸ் ஸோ அகெயின் எல்லா வீடியோலேயும் சொல்கிற மாதிரியே தாங்க இந்த வீடியோலேயுமே கால் அவாய்ட் பண்ணிடுங்க எதுவாக இருந்தாலும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் சப்போஸ் நீங்கள் இப்போ தான் புதுசாக நீங்கள் கால் பண்ணுறீங்க பேசுகிறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு வர்ணா சப்போர்ட் அப்படிங்கிற ஒரு நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுக்கலாங்க booking புக்கிங் டைமில் இந்த நம்பருக்கு கால் பண்ணிங்க அப்படின்னா அதாவது ஆஷுஷல் இருக்க வர்ணா நம்பருக்கு நீங்கள் அஃபிஷியல் நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக அட்டன் பண்ணவே முடியாதுங்க ஏன்னால் கால் அட்டன் பண்ணோம் அப்படின்னா நம்ம மெசேஜ் பண்ண முடியாது மொபைல் ஹேங்க் ஆகுங்க ஸோ இது வந்து ராணி பிங்க் அண்டு க்ரீன் காம்பினேஷன் இது வந்து ஒரு லைட் டபுள் ஷேடு க்ரீன்ங்க இதில் வரக்கூடிய புட்டாஸ் வந்து ஜரி ஒர்க் அண்ட் த்ரெட் ஒர்க்குங்க இதுமே சேம் க்ரீன் தாங்க பாடி லாவண்டர் கலருங்க டார்க்காக இருக்கும் பல்லுவன் ப்ளவுஸ் கிரீன் ப்ளூஇஷ் கிரீனாக இருக்குங்க டபுள் ஷேடு ப்ளூயிஷ் க்ரீன் இதில் எதுலேயுமே டசில்ஸ் இல்லைங்க வேணுங்கிறவங்க சொன்னீங்கன்னா நம்ம பிளவுஸ் கட் பண்ணி டசில்ஸ் போட்டு தருங்க. இப்போ நம்ம பார்க்குறது சேம் பேட்டர்னில் எல்லோ அண்ட் பர்பிள் காம்பினேஷனுங்க பல்லு அண்ட் ப்ளவுஸ் பர்பிள் பாடி எல்லோ கலர் லெமன் எல்லோ கலருங்க இது மேங்கோ எல்லோ மாதிரியும் இருக்குங்க எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா எல்லோ கலர் தான் கொஞ்சம் ப்ரைட்டாக இருக்குது இது வந்து க்ரீன் அண்ட் கிரீன் காம்பினேஷன் பல்லுவன் பிளவுஸ் பாட்டில் க்ரீன் பாடி லைட் க்ரீன் கலர் பாடியில் வரக்கூடிய புட்டா த்ரெட் ஒர்க்கும் பண்ணியிருக்கோங்க கோல்டன் டெஸ்ட் சரி ஒர்க்கும் பண்ணியிருக்கோம் இது எல்லாமே ட்ரை கிளீனிங் தாங்க ட்ரை வாஷ் தான் பண்ணணும் பொதுவாக பியூர் சில்க் சரீஸ் எல்லாமே வந்து நீங்கள் ட்ரை கிளீனிங் பண்ணுறது தான் ரொம்ப பெஸ்ட்டுங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது பிங்க் கலருங்க இது பிங்க் அண்டு ப்ளூஇஷ் க்ரீன் காம்பினேஷன் அண்ட் சப்போஸ் இந்த வீடியோலேயும் சரி உங்களால் எந்த சேரீயுமே பண்ண முடியல அப்படின்னா டோன் வரிங்க நம்ம நம்ம வீக்லி வந்து என்ன பண்ணிகிட்டே இருப்போம்னா நிறைய நிறைய சேரீஸ் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம் நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச சாரீ வந்து வரும் சப்போஸ் இப்ப மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதை விட பெட்ரா ஒரு சாரி உங்களுக்கு வரப்போகுது அப்படின்னு நினைச்சுக்கோங்க கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் நீங்களும் வாங்கலாம் இது அண்ட் நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கு கேட்கறது சோல்வ் ஆயிடுது அப்படின்னு சொல்றாங்களே அப்படின்ட்டு கண்டிப்பா நம்ம வந்து லெவன் இந்த வீடியோ போடுறோம் அப்படின்னா ஃப்ரம் லெவன் ஜீரோ இருந்து நம்ம புக்கிங் ஆரம்பிக்கிறோங்க நம்ம வந்து க்ரூப்ஸில் போடுறதுக்கே வந்து நமக்கு வந்து டென் டு ஃபிஃப்டின் மினிட்ஸ் ஆயிரும் தென் எல்லா குரூப்ஸ்லேயும் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு மெசேஜஸ்க்காக நம்ம ரிப்ளை பண்ண முடியும் ஸோ அப்படி ஒவ்வொரு மெசேஜை ரிப்ளை பண்ணும்போது சில மெசேஜஸ்க்கு வந்து மேபி ஹாஃப் அன் கூட டைம் எடுத்துக்கலாம் எங்கிட்டருந்து ரிப்ளை வர்றதுக்கு ஸோ தயவு செஞ்சு எங்கிட்ட ரிப்ளை வர்ற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் இது வந்து ஹாஃப் ஒயிட் அண்ட் பாட்டில் க்ரீன் காம்பினேஷன் பெய்ஜ் கலர்னு கூட சொல்லலாம் இதை ஸோ நெக்ஸ்ட்டு இதுவும் வந்து சேம் கலரில் தான் இருக்குதுங்க பெய்ஜ் தான் ஆனால் இதில் வரக்கூடிய அந்த புட்டாஸ் இருக்கு இல்லைங்களா அந்த த்ரெட் கலர் வந்து வேறுங்க அதனால இதையும் காட்டுறோம் இதுக்கு முன்னாடி வந்த புட்டாவுடைய த்ரெட் கலர் வந்து நேவி ப்ளூ இப்போ வரக்கூடிய புட்டாவுடைய த்ரெட் கலர் வந்து க்ரீனுங்க பட் பாடி ஹாஃப் வெயிட் தான் அண்ட் பல்லுவஸ் க்ரீனுங்க ஸோ நம்மக்கிட்ட வந்து கொஞ்சம் மோஸ்ட் டிமாண்டாக இருக்கிறதுனால நிறைய கஸ்டமர்ஸ் இருக்காங்க நிறைய பேர் வந்து நம்மகிட்ட பர்ச்சேஸ் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதினால நிறைய பேர் வந்து ஈகராக வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க சாரீஸ் போடும்போதே நம்ம புக் பண்ணுறதுக்காக ஸோ அதனால தாங்க சீக்கிரம் சீக்கிரம் என்ன ஆகிடுது அப்படின்னா புக் ஆகிடுது அண்ட் போட்டதுக்கு அப்புறம் மட்டும்தாங்க லெவன் ஓ கிளாக் வீடியோனால் லெவன் ஓ கிளாக் வீடியோ வந்ததுக்கப்புறம் குரூப்பில் போட்டதுக்கப்புறம் தான் வந்து நம்ம வந்து புக்கிங்கே எடுக்கிறோம் ப்ரீ புக்கிங் பண்ணுறது இல்லைங்க அண்ட் கஸ்டமைசேஷனும் வந்து பல்காக கொடுத்தீங்கன்னா கஸ்டமைசேஷன் பண்ண முடியுங்க சிங்கிள் சாரிக்கு வந்து கஸ்டமைசேஷன் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட்டுங்க சார் இப்போ பார்க்குறது வந்து பாட்டில் க்ரீன் அண்ட் ராயல் சாரி ராணி பிங்க்குங்க இது வந்து டபுள் ஷேடு பல்லுவன் ப்ளவுஸ் பாடி பாட்டில் க்ரீன் எல்லா சாரியுமே ஓப்பன் பண்ணி காட்டியாச்சுங்க இப்போ வந்து டிஸ்பிளே பண்ணிடலாம் உங்களுக்கு பிடிச்ச ஸாரீஸை நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக எங்களை கான்டாக்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க அண்ட் நீங்கள் வந்து ஸாரீ கேட்கும் புக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக இந்த ஸாரீ வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து புக் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள் அப்போ தான் உங்களுக்கு புக் பண்ண முடியும் அவைலபிளான்னு கேட்டிங்கன்னா இன்னொரு கஸ்டமர் அதை புக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிற வரைக்கும் கண்டிப்பாக அதை அவைலபிள் தான் ஸோ நீங்கள் கேட்டிங்கன்னா நான் அவைலபிள் தான் சொல்லுவேன் அதுவே நீங்கள் அதுக்கடுத்த மெசேஜ் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்த மெசேஜ் என்னால் உடனே பார்க்க முடியாது ஏன்னால் உங்கள் மெசேஜ் வந்து அடுத்து ரீசன்ட் மெசேஜுக்கு போயிடும் ஸோ அப்போ லேட்டாக தான் பார்க்க முடியும் அப்படி லேட்டாக பார்க்கும்போது அதுக்கு முன்னாடியே என்ன பண்ணிருக்கலான்னா வேறு கஸ்டமரை வந்து புக் பண்ண சொல்லியிருக்கலாம் ஸோ அப்படி சொல்லும் என்ன ஆயிரும்னா அந்த சாரீ உங்களுக்கு முக் புக் பண்ண முடியாமல் மிஸ் ஆயிருங்க அதனால தான் அவைலபுள்னு கேட்க வேண்டாம் கண்டிப்பாக வேணும்னா புக் பண்ணுங்கன்னு சொல்கிறோம் தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்